ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்டே சேனல் நான் இன்றைக்கி பச்சைப்பயிர் தான் கிடையிறேன் இது சாதம் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இருவரு சைடு அதிகமாக செய்வாங்க இதை பார்க்கலாங்க இது செய்யறதுக்காக இந்த டம்ளர் இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் பச்சைப்பயிர் போட்டுக்கேன் இதை நல்லா செவகை வரைக்கும் வருத்துக்கணும் பச்சைப்பயிர் நல்லா செவந்து வாசம் வர ஆரம்பிச்சிச்சுங்க இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு அதாவது குக்கரில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ப்ரெஷர் பேனில் போட்டிருக்கேங்க வேக வைக்கிறதுக்கு நல்லா போகிறேன் இது கூட பூண்டு ஒரு தக்காளி சீரகம் போட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேங்க இதை ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த பச்சைப்பயிர் கிடையிறதுக்காக கத்திரிக்காயும் சேர்த்து நான் கிடைவேங்க இல்லாமையும் கிடைவோம் இன்றைக்கி பத் கத்திரிக்காய் இருந்ததுனால இதை சேர்த்து கட் பண்ணி வானலில் எண்ணெய் விட்டு வதக்கிக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி வைப்பாங்க அதுக்கு சின்ன ஸ்பூன் தாங்க இந்த ஸ்பூனில் கொத்தமல்லி வெதை இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கணுங்க இதில் நுணுக்க முடியல அப்படின்னா சின்ன மிக்சர் ஜார் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு சுற்றி எடுத்துக்கோ அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வேக வைக்கும்போதும் ரெண்டு பல் பூண்டு போட்டிருக்கேங்க இப்போ நான் நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த பொடிக்குடையும் ரெண்டு பல் பூண்டு போட்டு தட்டிக்கிறேன் தட்டிட்டு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வெந்திருக்குங்க இதை வந்து நான் ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறேன் இந்த பச்சைப்பயிர் வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வதையெடுத்து வச்சுருக்கேங்க வரமிளகா ஒன்று வச்சுருக்கேன் கருவேப்பில் நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க இப்போ நான் கத்திரிக்காய் வதக்கின வானம்லையே வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சுக்க போகிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகா எல்லாம் போட்டாச்சு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா அந்த சீரகம் கொத்தமல்லி பூண்டுலாம் நசுக்கி வச்சுருந்தோம்ல இதையும் இது கூட போட்டுக்கிறேன் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் இதில் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பச்சைப்பயிர் வேக வச்சுருக்கோம் இல்லையா சேர்த்து கடைஞ்சிக்கலாம் பச்சைப்பயிர் நல்லா வெந்து வந்துருக்குங்க இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம் உங்களால் க மத்து வச்சு கடைய முடியல அப்படின்னா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு விப் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க விடாமல் விப் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ பச்சைப்பயிர் கிடையிறதுக்காக இந்த வெங்காயம்னா இதில் சேர்த்துட்டங்க சேர்த்துட்டு பக்கத்தில் நம்ம வதக்கின வானல் இருக்குது இல்லைங்களா வெங்காயம் வதக்கின வானல் அதுலேயே வந்து தண்ணியும் சுட வச்சிக்கிறோங்க ஏன்னா பச்சைப்பயிர் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சுடுதண்ணியை விட்டு கடைஞ்சிக்கலாம் அதுக்காக ஒருவேளை தண்ணி உங்களுக்கு பச்சை பயிர்லேயும் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த வதக்கின வெங்காயம்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ பச்சைப்பயிர் கடைஞ்சிட்டாங்க எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து கடைஞ்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சைப்பயிர் ரெடி ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியில் மீட் பண்ணலாம் பாய்